என்னோட பேர் சமீமா நான் இந்த பிசினஸ் வந்து பார்ட் டைம்ல இருந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆதிரா சிஸ்டர் மூலயமா தான் எல்லாரும் ஒரு நெட்ஒர்க் பண்ணிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட சேம் நெட்ஒர்க் தான் டார்கெட் இருந்ததுனால எனக்கு அதுல சக்சஸ் பண்ண முடியல ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணிருந்தேன் என்னோட இன்கமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அவங்க கேக்கும் நான் நல்ல ஒரு இன்கம் தான் எடுக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் நான் அவங்க ஃபாலோ பண்ணேன் அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன் இன்கம் அர்ன் பண்றாங்க சோ இது வந்து கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானே அவங்களுக்கு கால் பண்ணேன் ஒரு ஆஃப்டர் த்ரீ மந்த்த்கு அப்புறம் தான் நான் கால் பண்ணேன் கால் பண்ணி இந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசினஸ் எடுத்தேன் சோ எனக்கு புல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் இப்போ உள்ள லேடிஸ் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல ஃபேமிலி இல்ல ஒய்ஃப் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படிதான் நிறைய ரீசன்ஸ் நம்ம பாக்குறோம் என்னோட லீடர் ஆதாஸ் சார் சுதாமா முனிகாஸ் சார் அண்ட் எங்களோட வழிநடத்திட்டு இருக்க வைஸ் பிரசிடன் ஹரி சார் அடுத்த ன எனக்கு பேச்சுடைய இந்த டைமண்ட் வந்து கண்டிப்பா உங்களால முடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரா மோட்டிவேட் பண்ணாங்க சோ டைமண்ட் அப்படிங்கறது முடிச்ச உடனே எனக்கு இவ்வளவு பெரிய ரெகிஷன் கிடைச்சிருக்கு சோ இது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே என்னோட வழிகட்டத்துக்கு என்னோட டீம் லீடர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ லீடர்ஸ் ஐம்பது யூஸ் விளையா மேம் நீங்க டைமெடுக்கு சூப்பரா மேம்